புதுசா நானும் உறக்கு ரண்டி தூரம் நின்று பார்த்தா கூட தூக்கம் தான போகுது ஈரோம் பட்ட கடல் பணியாதான் குரு கிரண்டி சிறு கல்லா இருந்த நாய்ப்பு சிலையான அடி உன்னாலே ta ah. काने पुदसाना नु वरकरंडी दुरो निन्न पाता कूडे धूप कों दाना पोगे इरो पट्टा पूवे पोले उल्ल आशा वुरिदे निदुवाग वरसिदा निनल बोली पाछरे सुडगिंद्र दियादा एन्ना नीयो dediya yerirandi re sa kan sacha kadal paniya da na uru girandi sir kal